வணக்கம் பாலகிரத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் பாலகிரம் தமிழ் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பத்திரமாக வெடிவடிங்க பாதுகாப்பாக வெடிவடிங்க சந்தோஷமாக எல்லாருக்கூடயும் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து பலகாரங்கள்லாம் சாப்பிடுங்க அம்மா அப்பா கிட்ட பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் கிட்டுங்க ஓகே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக தீபாவளிக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் இதையும் பாடிட்டே அனைவருமே தீபாவளி கொண்டாடுவோம் விளக்கில் ஒளிர இருபாவளி ஓ ஓ தீபாவளி ோம் அனைவரும தீபாவளி கொண்டாடுவோம் அம்மா அப்பா பெரியவர்கள் அனைவரிடம் ஆசி பெற்று ஆனந்தமுடன் பாதுகாப்பை ஆடி பாடி வெடி வெடித்து தீபாவளி ஹை ஹை தீபாவளி ஹை ஹை தீபாவளி கொண்டாடுவோம் அனைவருமே தீபாவளி கொண்டாடுவோம் புத்தரை வாசத்துடன் புதிதாய்ப்பிறந்த குழந்தை போல சென்ற பலகாரங்கள் அத்தனையும் ருசி பார்த்து தீபாவளி ஓ ஓ தீபாவளி ஓ ஓ தீபாவளி கொண்டாடுவோம் அனைவருமே தீபாவளி கொண்டாடுவோம் சொல்லி, இனிப்பு வழங்கி குடும்பத்துடன் ஒன்றாக அமர்ந்து குதூவலமாய் உண்டு மகிழ்ந்து தீபாவளி ஹே ஹே தீபாவளி ஹே ஹே தீபாவளி கொண்டாடுவோம் அனைவருமே தீபாவளி கொண்டாடுவோ